இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த படத்தில் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது படம் ஃபுல்லாகவே ரொம்ப த்ரில்லிங்காக போகும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இப்போ படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு குழந்தைய கொழந்தை போட்டு வச்சிருக்கானுங்க இப்போ அங்கே வந்து ரிப்போர்ட்ரு போலீஸ்காரர்கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி தொடர்ந்து கொலை நடக்குது இதை நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது மாதிரியான கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது நாங்களும் போட்டு தா இருக்கும் ஆனா அவനെ கண்டுபிடிக்க முடியல இந்த குழந்தையை கொல்றதுக்கு காரண இந்த குழந்தைங்க வந்து அக்யூஸ்டா பார்த்திருக்கலாம் அதனால வந்துட்டு அவங்க கொலை பண்ணி போட்றாங்க கூடிய சீக்கிரமா இத நாங்க கண்டுபிடிச்சுரும் அப்படிங்கற மாதிரி போலீஸ் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க ஆனா விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கொலைகள் தொடர்ச்சியா நடக்குது ஏகப்பட்ட குழந்தைகளை கடத்தி கொலை பண்ணிருக்காங்க நம்ம குழந்தைகளோட அப்பா அம்மா கிட்ட இருந்து பணத்தையே வாங்கிடறாங்க ஆனா கொலையும் பண்ணிறாங்க அப்படிங்கற மாதிரி ரிப்போர்ட்ர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கேஸ் ரொம்ப பிராப்ளமா போயிட்டு இருக்கு அப்படியே கட் பண்ண ஒரு அபார்ட்மெண்ட்ட காமிக்கறாங்க இப்போ அக்கா தங்கச்சி குழந்தைகளோட ஒரு ஃபேமிலிய காமி அக்காவ தங்கச்சி பேசி பேச்சுவங்கச்சியதான் நம்ம தங்கச்சி ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறாங்க ஆடிட்டா இப்ப எம்டி கூப்பிடுறாங்க ஹீரோనికి நம்ம தங்கச்சிக்கு கால் பண்றாங்க நம்ம ஹீரோணியே கட் பண்ணி விட ஆனா திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ பாஸ் உங்க அக்கா தானமா பேசமா அப்படிங்கிற மாதிரி இல்ல வேற ஒருத்தரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ ஆதித்யா நம்ம ஹீரோనికి கால் பண்ணirல அவரே தான் பாக்கப் போயிருக்காங்க நம்ம ஹீரோணியோட லவர்ங்க இப்போ ஹீரோணி திட்டறாங்க நான் தான் அத்தனை வாட்டி கட் பண்றேன் ஏன் சும்மா சும்மா கால் பண்றன்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கறாங்க இப்போ விஸ்வா நம்ம ஹீரோనికి கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி எங்க வீட்ல அலைன்ஸ் பார்க்கறாங்க மேட் ஹமனில அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சூப்பர் பிகர் ஏ விளாட்டுக்காக சொல்லிட்டு இருக்கிற மாதிரி சண்டா போட்டு பத்தி என் அக்கா கிட்ட பேசலாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப நம்ம விஷ்வாவும் உங்க அக்கா வேணாம்னு சொன்னா என்ன விட்டுட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இப்ப நம்ம தங்கச்சியும் கண்டிப்பா என் அக்காக்கு முடிவுக்கு எந்த ஒரு மறுப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்க அக்காக்கு எட்டு வயசா இருக்கும் எனக்கு ஒரு வயசு அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறத்துட்டாங்க சோ ரிலேட்டிவ்ஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அக்கா தான் எனக்கு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு படிக்க வச்சு பாத்துக்கிட்டாங்க அதனால அக்கா சொல்ல நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்லிட்டு குசும்புக்கு நம்ம பையனும் சரி நானும் என் அப்பா அம்மா சொல்ற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினி ஒரு வார்த்தை கூட பேசாம ஏஞ்சி கிளப்பிட்டாங்க இப்ப அப்படியே ஒரு பாட்டு ஒன்று வருது இப்ப அடுத்தச்சுன்னா நம்ம அக்காவை காமிக்கிறாங்க கோர்ட்ல இருக்கிறாங்க நம்ம அக்கா ஒரு வக்கீலு அக்கா ஒரு கேஸ் எடுத்திருக்காங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு சின்ன பொண்ணு ஒரு குலை பண்ணிட்டாங்க என்ன இந்த வக்கீல பிபி அவருகிறார் அக்காவோ ாலதான் தெரியும் ஒருத்தர் வந்தார் அவருமெண்டா பேசி ஜெயிச்சிட்டே பார் கவுன்சில் பேசிட்டு இருந்தாங்க நீரே எல்லாரும் ஏறி அடிக்கிற நீ இன்னும் அப்பப்பா சொல்லவா வேணும் சண்டை பிரிஞ்சுட்டாங்க இப்ப குழந்தைங்க ரெண்டு பேரும் அம்மா கிட்டதான் இருக்காங்க போட்டு தரமாட்டேன் இப்ப காரில் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பேசிட்டு இருக்காங்க வணக்கம் மேடம் இந்த மாதிரி என்னோட கேச நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவனுங்க தேவையில்லாம பேசுறாங்க அக்கா தங்கச்சி சென்டிமெண்டாம் இந்த மாதிரி பார்த்துவேன் எனக்கே நீங்க தண்ணி கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சொல்லிட்டு உன் கேச நான் எடுத்து நடத்த போறதில்லன்னு நிலைமை ஒரு முட்டை பெரிய விஷயம் காரணம் தேனி கூட்ட களைச்சு விட்டுட்டு அங்கிருந்து பாடிவே அக்கா டெல்லிக்கு இன்டர்வியூ போறாங்க அதுக்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் இப்ப திரும்ப மேல போறதுக்காக வீட்டு வேலைக்காரி தான் என்ன பேப்பிமா சொல்றாங்க கண்டுபிடிச்சிட்டுறதுக்காக கூப்பிட்டாங்காரி ஏதோ டீலிங் எதிர்பார்க்கலாம் அஞ்சு லட்ச ரூபாய் எதிர்பார்க்கலாம் அதிகமாக ஆசைப்படாத போட்ட பிள்ளை மொத்தமாக நீ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வெளியேறு இங்கே இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இங்கே சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நில்லு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்லிகிட்ருக்கோம் இப்போ அடுத்த சின்ன தங்கச்சியை காமிக்கிறாங்க இப்போ பசங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்காங்க வெளியே இப்போ பசங்க படிக்கட்டு வெளியாக நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுவாங்க நம்ம தங்கச்சியோ லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லுவாங்க நீ லிஃப்ட்டில் வா நான் கீழே படிக்கட்டில் இறங்கிடுறேன்னு சொல்லி சின்ன பண்ணுன்னு ரெண்டு குழந்தைங்க கீழே படிக்கட்டில் இறங்கி போகிறாங்க இப்போ நாங்கள் தங்கச்சியோ லிஃப்ட்டில் போய்ட்டுருக்காங்க இப்போ இப்போ அக்கா ஃபோன் பண்ணிட்டாங்க நான் டெல்லிக்கு வந்துட்டேன் பசங்க எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தங்கச்சியோ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் திரும்ப பெட் கட்டி விளாட ஆரம்பிச்சிட்டிங்களா குழந்தைங்க படிக்கட்டில் ஏதாவது விழுந்துற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் போன வேலையை மட்டும் பாருங்கள் குழந்தைங்கள பற்றின டென்ஷன் எங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம அக்காவும் என்னோடய லைஃப் ஆம்பிஷனுக்காக வந்திருக்கேன் ஸோ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அக்கா தங்கச்சிக்கிட்டே சொல்கிறாங்க இப்போ ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க இப்போ அக்காவுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க கட் பண்ண இந்த பக்கம் நம்ம தங்கச்சி லிஃப்ட்டில் கீழே இறங்கி வந்துவிட்டாங்க குழந்தைங்க இன்னும் வரல இப்போ தங்கச்சி பதறி போய் மேலாம் போய் தர்றாங்க ஆனால் குழந்தைகள எங்கேயுமே காணும் செக்யூரிட்டிகிட்ட கேட்டாலும் கீழே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ தங்கச்சி மேலே கீழே போயிட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எங்கேயுமே இல்லை அப்பார்ட்மெண்ட்டை வெளியும் போய் பார்த்துட்டாங்க அங்கேயும் இல்லை ஆனால் வரும்போது அங்கே ஒரு ரவுடி கும்பல் இருக்குது அக்கா ஒரு கேஸை நடத்த மாட்டேன்னு சொன்னுங்களேன் அவனுங்க ஆளு அவங்க அண்ணனுக்கே தெரியாமல் வந்து இங்கே நின்றுட்டு இருப்பானுங்க அண்ணனுக்கு தெரியாமல் இந்த வேலையை பண்ணுறமே தெரிஞ்சால் என்னென்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணனே சந்தோஷப்படுவாரு அது வரைக்கும் அண்ணன் கிட்ட மாதிரி அவனுங்க வெளியே நின்று பேசிட்டு இருக்கானுங்க ஆனால் இங்கே குழந்தையவே காணான்னு தேடி அழஞ்சு என்ன குழந்தைகளை திமுற போட்டு முடியாது நீங்க ஒரு சட்ட சிக்கல் இருக்குற மாதிரி கிடையாது என்ன சார் உங்களுக்கு அறிவியலா அப்படிங்கிற மாதிரி வேலைக்காரி திட்ட ஆரம்பிக்கிறேன் இந்த பக்கம் வாட்ச்மே நீக்கும் போது பாத்துக்காம விட்டா பொறுப்பா அப்படிங்கிற மாதிரி வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் பயங்கரமான சண்டை இப்ப நம்ம தங்கச்சியோ சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப நம்ம விஷ்வாக்கு நம்ம தங்கச்சியோட லவருக்கு அவரும் இப்ப அங்க வர வந்தவொடனே குழந்தைகளை காண நான் எல்லா இடத்துல தேடி பார்த்தேன் கிடைக்கல வேலைக்காரனோ என்ன சொல்றாங்க நீங்க தப்பு அது மட்டும் இல்லாம உங்க அக்கா ஒரு போயிட்டு <muchas> போலீஸ்காரர் விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்துச்சா ஐ மீன் கடத்தின மாதிரி யாராவது ஃபோன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரரு கேட்கறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் வரலன்னு சொல்றாங்க இப்போ குழந்தைங்களை நீங்க தான் தேடணும் உங்க வீட்டில் தான் எங்கேயாவது இருப்பாங்க பாருங்க இருபத்தி மணி நேரம் வரைக்கும் தேடி பாருங்க அதுக்கு அப்புறமும் கிடைக்கலனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரரு சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனியும் பைக்கில் வராங்க இப்போ ஹீரோனி புலம்பிக்கிட்டே வராங்க அக்கா வர்றதுக்குள்ள அக்கா இன்னைக்கு நைட் வந்துருவாங்க அக்கா வரதுக்குள்ள குழந்தைகளை கண்டுபிடிக்கணும் இல்லனா அக்கா முகத்தில் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் எல்லா இடத்திலும் ரூம் ரூம்பா தேர்றாங்க ஒரு ரூம் இருக்குது அதுவும் பல வருஷமா இருக்குது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க நம்ம போலீஸ்காரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க மாதிரி கேக்கும் போது குழந்தைங்க அங்க விளையாடிட்டு இருக்கும் எடுத்து தெரிஞ்சவங்க அட்மிட் பண்ணும் போது எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம் மீதி எல்லாம் கடவுள் தான் பாத்துக்கணும் அது மாதிரி தான் இது எல்லாத்தையும் எதுவுமே அதே நம்ம பாலோ பண்ணுவோம் சொல்லிட்டு போயிட்டு குழந்தைகிட்ட ஒவ்வொரு நம்பரா எடுத்துறாரு தங்கியிருக்க வீட்டை அதுமே பூட்டி கிடைக்குது அங்கையும் போய் இப்ப விசாக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்க உள்ள விட மாட்டோம் இப்ப போலீஸ்காரர் வர உள்ள போய் பார்க்கலாம் அதான் எதுவுமே இல்ல ஏன் உள்ள விட மாட்டோம் சொல்லிட்டு போறாரு இப்ப ஒரு மாதிரி வாசன வருதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் செக் பண்ண தான் உள்ளாரையே கஞ்சா செடியை வளர்க்கல ஆரம்பத்திலே வந்துட்டு police தேடினால் போவா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஹீரோனிமே பதறி அடிச்சு போயிருக்காங்க போட்டு பணத்தை கட்டி கீழே கிளம்புறாங்க நீங்க போறதுக்குள்ள வீட்டில் இருக்கும் போட்ட பணத்தை எடுத்துட்டு போறான் கட் பண்ண இப்ப வீட்டுல காமிக்கிறாங்க இப்போ வேலைக்காரிகிட்ட வந்து குழந்தைங்க வந்தாங்களா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க குழந்தைங்க எதுவும் வரலையா நான் எப்போலேருந்து இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது கால் பண்ணா இல்லைங்களா கிட்டினாப்ப அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே ரீச் ஆகல அதுக்கப்புறம் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தான் நம்ம ஹீரோ அதை திருப்ப திருப்ப ரிட்டன் பண்ணி பார்த்துட்டுருக்காங்க மொட்டமாடிக்கு தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம வேலைக்காரி வந்திருப்பான் இப்போ அதை கேட்டிருப்பான் கேட்ட வேலைக்காரி இந்த கொரோனா எங்கே கேட்டிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்வாள் இப்போ நம்ம ஹீரோனியை கூட்டிகிட்டு போவாள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒரு ஃப்ளாட் நம்பருக்கு ஆல்ரெடி காலையில் போயிட்டு தேடும்போது எல்லா ஃப்ளாட்டுமே நம்ம பார்த்துட்டமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இருந்தாலும் திரும்ப பார்க்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோனி ஹீரோ கிட்டே சொல்ல இப்போ கதவை தட்டி பார்த்தாக்கா உள்ள ஒருத்தான் அவனை அடிச்சு விசாரிக்கும் அவன் எனக்கு பண தேவைகள் இருந்தது அதனாலதான் நான் சும்மா பொய் சொன்னேன் பொய் சொல்லி உங்கள்கிட்ட பணத்தை வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி இவனையுமே போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்றாங்க இப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து உங்களை அர்ஜென்ட்டா வாட்ச்மேன் அங்கே வர சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோன்கிட்ட சொல்றாங்க இப்ப கீழே வந்து வாட்ச்மேன் கிட்ட கேட்கும் ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு இது யார் கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது எனக்கு தெரியல நான் மேலே போயிட்டு கார்கி கொடுக்கலாம்னு கொடுத்துட்டு வந்தேன் டேபிளில் இது இருந்துச்சுன்னு சொல்றாங்க இப்ப அந்த கவர்ல நம்ம குழந்தைங்களோட ஐடி கார்டும் ஒரு போனும் இருந்தது இப்ப அந்த ஒரு குழந்தை இருக்கிறதால்தான் அனுப்பி சொல்லுவான் இப்போ சொல்லிட்டு ஒரு பார் என்ன சொல்ற ஒரு குழந்தையு கடத்தின விஷயம் போலீஸோ யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ரூல்ஸ் நம்பர் ரெண்டு என்னோட போன் காலை நான் பண்ணவனே எடுக்கணும் மிஸ்டு கால ஆச்சுனாலும் ஒரு குழந்தைங்களுக்கு உயிர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு அடுத்தது நம்பர் த்ரீ என்ன நீங்க ட்ராக் பண்ணுவோ எதுவும் பண்ணக்கூடாது நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ரூல் நம்பர் போர் நான் என்ன சொல்றனோ நான் என்ன செய்ய சொல்றனோ அதை நீங்க செய்யணும் நீங்க ஏதாவது புத்திசாலித்தனமாவோ கிரிமினல் மைண்டாவோ ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சிடும் ஐஎம் வாட்சிங் சொல்றாரு நான் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பேன் கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோனையும் என்னதான் சார் என்ன கேக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் கொடுத்துட்டு உன் குழந்தையிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனையும் அஞ்சு லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப ஆப்போசிட்ல இருக்க கிட்ட அப்புறம் அப்படின்னா ஒண்ணு பக்கத்து பக்கத்து அபார்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் இருக்கான் அவனோட குழந்தைய நீ கிடைச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு உன் குழந்தைய நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு இப்ப அடுத்தச்சுனா ஆனா அக்கா போன எடுக்கல அக்கா தங்கச்சி நம்மளை எப்படிலாம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாதப்பாத்துக்கிட்டா அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் அவங்க மாமா வீட்டுக்கு வந்துருக்காங்க அதாவது அக்காவோட வீட்டுக்காரர் இருக்காருல்ல அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் சொல்லி வீட்டுக்கு வந்துருக்காரு இப்போ நம்ம மாமாவோ பிபியோ என்ன சொல்றாருன்னா என்னமா வழி தவறி வந்துட்டியா இல்ல தெரிஞ்சுதான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோனியோ உங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேக்கலாம்னு சொல்லிதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் உனக்கு உதவி பண்ணணுமா நீ கேக்கிற மாதிரி நான் என்ன உதவி பண்ண போறேன் தெரிய சொல்லு முன்னாடி எல்லாம் ஒன்னா தான் இருந்தாங்க தப்பா நடக்காக பார்ப்பாங்க அதை நம்ம ஹீரோனியோட சண்டை வந்து வெளியே வந்து தங்கச்சி யோசிச்சு இப்ப மாமா பணம் எடுத்துட்டு வந்து ஒரு பாண்ட் பேப்பரை பாண்டில் நீ கையெழுத்து போட்டுக் கொடுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாமாவும் சொல்றாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்க மாமா சொல்றாரு இந்த மாதிரி நான் உங்ககிட்ட எந்த மாதிரி விதமான தப்பாவும் கட்டில் தடிக்கிதான் விடுங்கு ஒன்னா அப்புறம் தெருவில் எனக்கு சரினு வேற வழி இல்லாம நம்ம கையாரு பத்து லட்சம் தானே கேட்டேன் நீங்க என்ன என் கிட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க எனக்கு எமர்ஜென்சி தானே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினையும் சண்டை போடுறாங்க இப்ப நம்ம மாமா ஓ பத்து லட்சம் கேட்டல அஞ்சு லட்சம் தானே இருக்கு எனக்கு ஒரு வாரம் டைம் கூட மீதி அஞ்சு லட்சத்தை நான் கொடுத்துட்றேன் நான் கேட்டதாலதான் நீங்க கொடுத்த பாண்ட்லயே நான் கையத்துப்பட்டு கொடுத்துட்டேன் இப்ப என்னடா நான் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீயாவது என்ன புரிஞ்சுக்குமா நான் தரமாட்டேன்னு சொல்லல தரேன் ஒரு வாரம் கழிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோனையும் டென்ஷன் ஆகி ஒன்ன அக்கா விட்டுட்டு வந்ததுல தப்பே கிடையாது மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க என் பேர்ல எங்களை சின்ன குழந்தையா இருந்தாலும் நீங்க ஏமாத்திருங்க பத்து பாத்திரம் தேய்ச்சி கஷ்டப்பட்டுதான் படிக்க வச்சிருப்பாங்க ாலேன் ஒரு சிக்னல்யங்கரமா ம் வரும்போது இறங்குவான்னு சொல்லி கேப்பான் இறங்காத சொல்லிட்டு கரெக்டா டோர் முறையுற பேகை தூக்கி போட்டு சொல்லுவான் இப்ப வெளியை தூக்கி போட்டுருவாங்க இப்ப டோர் க்ளோஸ் ஆயிடும் தூக்கி போட்ட பேக்டியா வந்துட்டு மாஸ்க் எல்லாம் ஒருத்த வந்து எடுத்துட்டு போயிடுவான் இப்ப அடுத்த ஹீரோனி வீட்டை காமிக்கிறாங்க இப்போ கிட்நாப்பருக்கு சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோனி பணத்தை கொடுத்துறாங்க இப்ப ஹீரோனி கேட்கறாங்க எங்க சார் குழந்தைங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ நம்ம கிட்னாப்பரும் ஆனா நம்ம பிளான்ல டிராகர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான் என்ன சார் புரியல போது சொல்றான் உனக்கு பின்னாடி இருக்காங்கள நான் போயிட்டு பயந்து அவன்றி அவளுக்கு அப்படி கொடுக்கலாம் குழந்தைகளை இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோனையும் இப்போ அக்கா தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே போட்டு பணத்தை கேட்கறாங்க ஒரு லாயர் கிரிமினல் லாயர் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் இப்ப எல்லார்கிட்டையும் நடந்தூஸ்ட் வந்து ஒளிஞ்சிருப்பான் போலீஸ் இப்போ சொல்லாதீங்க சொல்லி வளைஞ்சுكم இப்போ போலீஸும் இங்க எல்லாம் சொல்லியா அந்த பக்கம் ஓடிப் போன்னு சொல்லி போய்டுவாங்க இப்போ அந்த அக்யூஸ்ட் வந்து நம்ம ஹீரோனி கிட்ட பேசிட்டு பார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அக்யூஸ்ட் எல்லாம் கிடையாதுமா ஏதோ இங்க இருக்கானಲ್ಲ எம்எல்ஏ இவனானாய் எலெக்ஷன்ல ஜெயிக்கி வச்சான் ஜெயிக்கி வச்சக்க எனக்கு ரெண்டு அபார்ட்மென்ட் வாங்கி தரணும் சொன்னான் ஆனா ஜெயிச்சிட்டு இப்போ போனাকা பார்க்கவும் முடியாது பணம் கூட முடியாது அதனால ஒரு மீட்டிங்ல சிறுப்பு கொண்டு அவன் மூஞ்சல வீசிட்டேன் அதனால தான் என்ன இப்போ போலீஸ் துரத்திட்டு ஆபடிங்கிற மாதிரி சொல்றான் வைத் தெரிச்சல இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சொல்லிட்டு இந்த மாதிரி என் பொண்ணுக்கு பர்த்டே வருது ஒரு ஆயா காசு இருந்த போனும் தொலைஞ்சு போவாரு பதிலுக்கு ஒரு ஐடியா வரும் அக்காவோட செக் வீட்டில தானே இருக்க அக்கா எப்படி கையெழுத்து வெளியாங்க நான் ரிட்டையர் இப்போ பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல அப்படின்னாக்கா நாத்தி கிழம திங்குக்கிழமையும் செவ்வாய் கிழமை சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோனியுமே ஓகே சொல்லிட்டாங்க சரி இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுக்க எமர்ஜென்சி பணத்தை வாங்கிட்டு வந்து இப்போ வீட்டுக்கு நம்ம வேலைக்காரி டீ போட்டு பழக்கம் கேட்க முடியாது ஒரு ஒன்றரை லட்சம் வாங்கித்தரமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இனிமே இந்த போனோட எடுத்துக்கிட்டு கூட யாரையும் கூட்டாது பாத்துக்கோ அப்படிங்கிற மட்டுமே கூடி தெரியுது அவரும் போலீஸ் ஆபிசர் அவரோட சைபர் வேலை இருக்கிறதால சொல்லுவாரு எனக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் பத்திர மணிக்குள்ள கண்டுபிடிச்சு அப்படிங்க சரி கூப்பிட்டு போவாங்க நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் வா என்னும்போது இப்ப ஒரு கட்டத்தில் அப்பாவோ நீங்க கூட இருக்கா இல்ல போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த ரூம் எங்க இருக்கோ அபார்ட்மெண்ட்ல ரொம்ப நாளா பூட்டி அந்த அந்த ரூமுக்குள்ளதம் தட்டினாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை பார்த்து நடந்துட்டு வர சாக்கில இவங்க ரெண்டு பேருக்குள்ள பணம் கேட்போம் அவ குழந்தை மேல ரொம்ப பாசமா இருப்பாளுக்காக புதுசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்படி வீட்டுக்கு அப்புறம் வேலைக்கு போவ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நானும் சொல்லிடுவ பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி குழந்தைகளும் தங்கச்சியும் இல்லாம இந்த வீட்டுல வேலை பார்க்க எனக்கு பிடிக்கல அப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது இருபதாயிரம் தானே என்னமா இதெல்லாம் ஒரு பணமா அப்படிங்கிற மாதிரி இப்ப பதினஞ்சு லட்சம் கேட்டவனே சுத்த ஆரம்பிச்சிருக்கும் பிசாச தூண்டி விட்ட மாதிரி கிளம்பி போயிடுவான் என்ன பண்றது தெரியாம நடு அழுது இப்போ குழந்தைய காப்பாற்றி கேக்கும்போது வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் வரும்போது எடுத்து வந்தபோது வரக்கூடாது அப்பா சிவாஜி என்னமா பண்றதுக்கு தெரியாது வேலைக்காரி கையில கொடுத்துட்டு அனுப்புறாங்க கொஞ்சம் போயிட்டு அங்க ஒரு டீ கடையிலும் இந்த பணத்திலிருந்து ஒரு ஐநூறுபா எடுத்து தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பா ஹீரோனி அதுல இருந்து எடுக்காத அவங்கட்டு மட்டும் வந்துரு அப்படிங்கிற மாதிரி இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஒரு பணத்தை வச்சிட்டு வந்த குழந்தைகளோ அவனையோ நல்லா பார்க்க முடியல சட்டையிலோ இந்த மாதிரி வைஜந்தி அம்மா இன்னைக்கு வர சொல்லிருந்தாங்க எடுத்து போட்டு சொல்லுவா இப்ப சட்டை மாத்துவருக்கும் சேமா இருக்கும் என்ன ஹீரோனி சொல்றாங்க ஒரு கட்டத்தில் பணத்தை குழந்தைகளை பார்த்தா தான் பணத்தை சொல்ல மாதிரி அப்போ ஒரு வீடியோ லிங்க் அனுப்பிச்சுருப்பான் அந்த வீடியோவில் குழந்தைங்கள தண்ணியில் போட்டு அமுக்குற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டல பாரு அப்படிங்கிற மாதிரி அமிச்சு வச்சிருப்பாங்க ஆனால் இருக்க ஸோ அந்த வீடியோவில் எடுத்த ஃபோட்டோவில் கையில் தான் இந்த டேட்டா இருக்கும் அதை இதே மேட்ச் பண்ணி பார்த்தா ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி சொல்லி இப்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோனி நாசுக்கா இந்த மாதிரி ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க ஏதோ டெட் பாடி கிடைச்சிருக்கு குழந்தைங்களோட டெட் பாடி அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவர் தான் அவர் அவரை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்வாங்க அந்த பக்கம் கார்த்தி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருவாங்க இப்போ ஸ்டேஷனுக்கும் கூப்பிட்டு இப்ப நம்ம டிரைவரை உள்ள கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் ஆயிரம் அவரு அங்கதான் எனக்கு தெரியும் இல்லாமல் சரக்கடிப்போம் அடிக்க போட்டோன்னு உண்மை என்னோட குழந்தைங்க ਨੇ ટી குட் செர்பா அது நம்ம ஹீரோని பாத்த காரணத்தை சொல்லுவாங்க அவ வச்சிருக்க பேக் நம்ம பண கொடுத்த பேக் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹியூரா இறங்கி போயிடு ஆவங்கிட்ட கேக்க ஆரம்பிச்சுறோம் பாத்தா தான் தெரியுது ஆதிய அபார்ட்மெண்ட்ல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில்ல வேல பாக்குறவனா இருப்பான் நீ இந்த அபார்ட்மெண்ட்ல வேல பாக்கறவனா அப்படிங்கிற மாதிரி இங்க என்னடா பண்றன்னு கேக்கும்போது いや நான் இங்கலாம் இருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நக்கல பதில் சொல்வான் நீ இருக்கலாம் ஆனா அவன் கையில இந்த பேக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமா அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சுறோம் துரத்திட்டே நம்ம ஹீரோவும் ஓட ஆரம்பிச்சுடுவார் இந்த பக்கம் நம்ம ஹீரோனி நம்ம டேவிட் இருக்கறதுல அத ட்ரைவர் அவரோட வீட்டை தேடி அட்ரஸ் கேட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க பொட்டியிலாம் தேடுவாங்க உங்க போட்டோஸ் நிறைய இருக்கும் அதுல நம்ம அப்பார்ட்மெண்ட்ல சிசிடிவி புட்டேஜ்ல வேலை பாக்கிறோனும் நம்ம வேலைக்காரிருக்கா இல்ல அவளும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போட்டோ இருக்கும் நம்ம ஹீரோயினிக்கு ஒரே ஷாக்கிங் பின்னாடி பார்த்தாக்கா நம்ம வேலைக்காரி சிகரெட்டு வாயில வச்சுட்டு ஸ்டேர்ல கால் மேல கால் போட்டுட்டு கட்டையை வச்சு தட்டிட்டு இருப்பா இப்ப நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு பேபி இதெல்லாம் பண்ணதுல நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப நம்ம வில்லி அதாவது நம்ம வேலைக்காரி ஒரு பிளாஷ்பேக் வாங்க அந்த கார் டிரைவரு இவளோட அப்பா சொந்த அப்பா அங்க என்ன நடக்குது ஏதும் நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவர் இந்த பக்கம் தான் வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் என்ன பண்றான்னா சிசிடிவி புட்டேஜ் இருக்காத அளவுக்கு இந்த நீ ஒர பல்ல இந்த லவர்தான் போன் பண்றான் கடைசியா சாக போற ஆசத்திர பேசிக்கிட்ட கொடுப்பான் போனை கொடுத்துட்டு கட்டைய மண்டமேலு தட்டிக்கிட்டு இருப்பான் இப்போ நம்ம ஹீரோ பேசுவாரு இந்த மாதிரி இருக்காங்க அவனோட பொண்டாட்டி தான் நம்ம பேபி வேலைக்காரி அது மட்டும் இல்ல அவங்க ஃபாதர் டிரைவர் எல்லாமே இவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாருமே ஒரே ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார் போலீஸ்காரனும் பிடிச்சிட்டாங்க இப்ப குழந்தைகளும் எங்கிட்டதான் இருக்காங்க சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இதை கேட்ட நம்ம இந்த படத்துல சொன்ன இந்த தண்ணி குடி பாட்டில் எடுத்து மண்டி பார்த்தா நம்ம வாட்ச்மே அதாவது அவன் வந்திருப்பான் இப்ப அவன்ல நம்ம ஹீரோனியை காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்த அஞ்சு பேரு புலியில வந்து கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே குடும்பத்தை சார்ந்துட்டாரதுக்கு முடிச்சிட்ட தை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கீழே செக்ஷன்ல சொல்லுங்க இந்த இந்த படத்தில் உங்களுக்கு யாரோட கேரக்டரு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை யாரனாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிக்குங்க நாம் போடுற வீடியோ எல்லா யூடியூபர் சொல்கிற மாதிரி தொடக்கன்னு வரும் அப்புறம் வேறு ஒரு நல்ல படத்தோடய கதையெல்லாம் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்